ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி எனக்குன்னு வந்து என்ன அங்கீகாரம் இருக்குது இந்த சமுதாயத்தில் வேலையும் இல்லை என்ன செய்யலான்னு யோசிச்சும்போது நான் சரியான துறையை தேர்ந்தெடுக்கணும்னு யோசிச்ச காலகட்டத்தில் இந்த தொழில்துறையை வந்து தேர்ந்தெடுத்துட்டு மாவட்ட தொழில் மையத்தை போய் நான் பார்த்தபொழுது ரொம்ப எளிமையாகவும் விரைவாகவும் லோனு கிடைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க பண்ணி கொடுத்தாங்க நம்ம கோவை ட கோவை மாவட்ட தொழில் மையத்திற்கு அதுக்கு முதலாக நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் நீங்கள் கண்டிப்பாக முன்னேறணும் வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி என என் ரொம்ப நம்பிக்கை வச்சு எனக்கு வந்து கடனுதவி செஞ்சால் தனலட்சுமி பேங்க் ராம்நகர் பிரான்ச்சுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க சின்ன வயசுலேயே எனக்கு தன்னம்பிக்கையை வளர்த்த என்னுடைய சபமன் மேல்நிலை பள்ளி சி நிர்மலா காலேஜ் சிபிஎம் காலேஜ் அனைவருக்கும் என் நன்றியை காணிக்கையாக்குற ஏன்னா இந்த உலகத்துல போட்டியான உலகத்துல நம்ம சாதிக்கிறது ரொம்ப மிக ஒரு கடினமான விஷயம் அதிலும் ஒரு பெண்ணாக இருந்து சாதிச்சு இந்த துறையில வெற்றி காணணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை ஊக்கு அனைத்து நண்பர்களுக்கும் இயற்கை சூழ்நிலையில வளரணும் அதற்காக நான் தேர்ந்தெடுத்த துறைதான் இந்த பருத்தி துணிப்பைங்க இது முழுக்க முழுக்க வந்து பருத்தி துணிப்பையாலே செய்யப்படுறது இதனால நம்மளுக்கு இயற்கையில எந்த உபதிகளும் ஏற்படாதுங்க கண்டிப்பாக நம்ம பசுமை தாயை நம்மை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு எனது நிறுவனத்துல பாத்தீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்கள் வசதிக்கு ஏற்ப அவங்களுடைய தேவைக்கு ஏற்பி துணிப்பையினுடைய அளவுகளை நாங்கள் மாற்றி கொடுக்கறோம் இதனுடைய தரத்திலும் அவங்க விருப்பப்படுற வண்ணத்துல அவங்களுடைய தரத்திற்கேற்றால் போலவும் தரமான பொருட்களை நாங்கள் உற்பத்தி செய்து கொடுக்குறோம் இந்த துறையில எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்ன அப்படின்னா இந்த பூமி காப்பாத்துறதுல நானும் ஒரு பங்கு வகிக்கிறேன் அப்படிங்கறதுல நான் ரொம்ப பெருமிதமா நான் நினைக்கிறேங்க எனது நிறுவனமான ஸ்ரீ ஜெய்சாராம் என்டர்பிரைசஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்கள் வசதிக்கு ஏற்ப அவங்களுடைய தரத்திற்கேற்பவும் தரமான பொருளை நாங்கள் கொடுக்குறோம் அவங்க என்ன கலரில் விருப்பப்படுறாங்களோ அந்த கலரில் அவங்க எதிர்பார்க்குற தேதியில் நாங்கள் கண்டிப்பாக டோர் டெலிவரி செய்து கொடுக்குறோம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வாடிக்கையாளர்களுடைய விளம்பரத்திற்காக இங்கே அவங்க என்ன தேவைப்படுதோ அதை நாங்கள் ஸ்கிரீன் பிரிண்டிங்கும் செய்து கொடுக்குறோம் மல்டி கலரும் பண்ணி கொடுக்குறோங்க அதனால் அவங்களுடைய திருப்தி மன திருப்தி தான் எங்களுக்கு முக்கிய பங்கு வகிக்குது அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதில் நாங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப முன்னோடியாகவும் நாங்கள் இருக்கணுங்கிறதுக்காக இந்த சேவையில் நாங்கள் இறங்கி இருக்கிறோங்க என்னுடைய நிறுவனம் வந்து நம்ம ரத்தனபுரி போலீஸ் பக்கம் அந்த கட்டள தாங்க இருக்கு என்னுடைய ஜீரோ டபுள் நைன் போர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் டபுள் ஜீரோ டபுள் நைன் எல்லா வகை அளவுல துணிப்பைகளையும் குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் வரைக்கும் எங்களுக்கு மினிமம் ஸ்டாக் இங்கே இருந்துக்கிட்டே பேமெண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிஃப்டி அட்வான்ஸ் கொடுத்தீங்கனாலே உங்கள் தேவைக்கேற்ப உடனே ஆர்டர் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எதிர்பார்க்குற தேதிக்கு முன்பாகவே சிறந்த சேவையோட நாங்கள் டோர் டெலிவரி செய்யும் அப்போ நீங்கள் ஃபிஃப்டி அட்வான்ஸ் கொடுத்தா போதுங்க உங்களோட வியாபார வக்தி விளம்பர உக்தி கூட நாங்கள் உங்களுக்கு பெரும் துணையாக நாங்கள் இருக்கோங்க யாராவது தேவைப்பட்டாலும் உங்களுக்கும் நாங்கள் விளம்பரப்படுத்தவும் தயாராகவும் இருக்கிறோம் ஏன்னா அந்த நவீனமயமாக்கப்பட்ட உலகம் அப்படிங்கறதே பொருளாதாரம் சார்ந்தது தான் அந்த பொருளாதாரத்தில் ஒருத்தரோட ஒருத்தர் கைகோர்த்து நடந்தா தான் சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அந்த கருத்துக்கு தகுந்தாற் நாங்கள் கண்டிப்பா உங்களுக்கு உறுதிணையாக இருப்போம் இப்போ இந்த சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதி மதம் அரசியலற்ற ஒரு தொழில்துறை சார்ந்ததுங்க முழுக்க முழுக்க தொழில்துறையை சார்ந்த என்னை மாதிரி இளம் தொழில் முனைவரை ஊக்குவிக்கிறது இதனுடைய முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது அதனால் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் எடுத்து நல்ல செய்திகளை மட்டுமே கொண்டு வரும் மிக்க மிக்க நன்றி கொள்கை